சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேன்மாஸ்டாப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்ப வந்து கேன்மாஸ்டாப்பை ஓபன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் க்ரியேட்டினினு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிட்டு அஸ்பெக்ரைஸில் பதினாறு இஷ்டம் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே நெஸ்ட்டுன்னு இருக்காது நீ கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் டவுன்லோட்ஸில் போயிட்டு அது நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா எடுத்த பிறகு மேலே இண்ட ஆப்ஷன் காட்டாது நீ கொடுத்துங்க கொடுத்த பிறகு அந்த இமேஜ் மூலம் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எந்த அளவுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு அப்படியே ட்ராக் பண்ணுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டாது நீ கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகென் வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அந்த இமேஜ்மில் ஒருத்தரோட கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் வலது பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது கீழே வாங்க கடைசியில் ஹச்யூஇன் இருக்கும் அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா நான் இந்த கலர் செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா செட் பண்ணிக்கிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டாக அது நீங்கள் கொடுத்துக்கங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு புல்லெட் பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு அந்த இமேஜ் மெலாம் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்தளவுக்கு இது இப்படி ஜூம் பண்ணுங்கள் ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி செட் பண்ணுங்கள் ஓகேங்களா செட் பண்ணிட்டு இது வீடியோ எட்டு தான் ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டாக அது கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு அகின் வீடியோட ஸ்டார்டிங் பயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அந்த பிஎன்ஜி இமேஜ்மெண்ட் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா கிளிக் பண்ணிட்டு இடது பக்கத்தில் கீ சம்பிள் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இது வலதுபுறமாக கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இதையும் நீங்கள் வலதுபுறம் அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா இது மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த அளவுக்கு நான் எந்தளவுக்கு மூவ் பண்ணுறேன் அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு பேக்கில் போங்க ஓகேங்களா இந்தளவுக்கு மூவ் பண்ணுங்கள் மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு மறுபடியும் பேக்கில் போக போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க ஓகேங்களா மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் அப்படி பேக்கில் போங்க ஓகேங்களா பேக்கில் போயிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் ஓகேங்களா இப்படி நீங்கள் செட் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோபடியே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதில் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன இருக்கணும் ஓகேங்களா இதில் வந்து நான் ஒரு பேக் விமோன இமேஜ் வந்து ஆட் பண்ண போறேன் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜை பேக் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா எடுத்த பிறகு இமேஜ் மாரி ஒரு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி இது வீடியோ எடுத்து ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வீடியோடய ஸ்டார்டிங் பண்ணிவிட்டு வாங்க ஸ்டார்டிங் பண்ணி வந்த பிறகு இந்த இமேஜை நீங்கள் இந்த அளவு சுருக்கி இந்த இடத்துல செட் பண்ணுங்க ஓகேங்களா பைக்கில் உட்கார மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்க செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இடது பக்கத்தில் கீ சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை இது இந்த பைக்கோடு சேர்த்து மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் பார்க்கறதுக்கு செம் இருக்கும் நான் எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா இது அப்படியே பேக்கில் மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறோன்னா அந்த அளவுக்கு மூவ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு செம் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா மூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகின்னு வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணப்போ இதிலேயே உங்களுக்கு பிடிச்சவங்களும் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் பேக் விமோன இமேஜாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா கேலரியில் போயிட்டு அந்த இமேஜ் நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா இமேஜ் எடுத்த பிறகு நீ அது மூலத்தருக்கு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நான் எப்படி செட் பண்ணுறோம் அதேமாதிரி இந்த இடத்துல இப்படி செட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்களா செட் பண்ணிட்டு இதை அப்படியே வீடியோ எடுதாக ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அதை நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு அகி வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு மியூசிக் பார் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு அதுமேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வயசு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு இது இந்த அளவுக்கு சின்னதாக சுருக்கி இந்த இடத்துல இப்படி செட் பண்ணுங்கள் அப்படி தான் பார்க்கறதுக்கு செம சூப்பராகும் செட் பண்ணிட்டு ஓகே மேலே ரைட் ஆப்ஷன் கட்டாக அது நீங்கள் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுக்குறோம் அப்படின்னா இதில் ஒரு லைட் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒரு தூரம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வலைசர் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிகாப்ஷன் காட்டும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த அகின் அந்த டெப்லெட்னு ஒரு தூரம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வலைசில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் காட்டும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு டெஸ்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய நீங்கள் நீங்க டவுன் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கு நீங்க போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸ் போயிட்டு அது எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு அந்த இமேஜ்ல ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு வளர்ச்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுல பிளண்டிங் இருக்கும் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கும் நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இடத்துல செட் பண்ணுங்க பார்க்கறதுக்கு செம சூப்பரா இருக்கும் செட் பண்ணிட்டு வீடியோ எடுத்து ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணிட்டு மேல ரைட் ஆப்ஷன் குடுத்த அகின் வீடியோ ஸ்டார்டிங் நீங்க பிளண்டிங்கிட்டிருக்கும் அத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதை இந்தளவுக்கு சின்னதாக சுருக்கி அந்த பார்க் மேலே நீங்கள் செட் பண்ணுங்கள் மியூசிக் பார்க் மேலே அப்படி செட் பண்ணி வைங்க அப்படி தான் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் செட் பண்ணிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் கரெக்டாக அதை நீங்கள் பிறகு இப்போ நம்ம ஃபைனல் ஆட்ட பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு ஃப்ரெய்முன்னு ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்குங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வளசிற பார்த்தீங்கன்னா பாக்ஸமாக இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் காட்டும் அதுக்கு கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகிங் அந்த டெம்ளேட்னு ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வலைசியை அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இது வீடியோ எண்டு தான் ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் ஓகேங்களா அது ரைட் ஆப்ஷன் காட்டும் அது நீங்கள் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு அகின் வீடியோட ஸ்டார்டிங் பயன் வாங்க ஸ்டார்டிங் பயன் வந்த பிறகு இப்ப நம்ம இதை பிளே பண்ணி பார்க்கலாம் இப்ப நம்மளுக்கு செம சூப்பர் போறான ஒரு வாட்ஸ்அப் செட்டஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வலது பக்கத்தில் மேலே பாருங்கள் ஆர்வமாக இருக்கா அதை டவுன்லோட் ஆஃப்ஸாக அது நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்ஸ் வீடியோனு இருக்கும் அது நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்